பிளாக்ஷிப் இந்த வருஷம் குறிப்பா பட்டாசு பட்டாசு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பெருசாக நமக்கு கொஞ்சம் மாதிரி ஆகும் பட்டாசுக்கு உங்களுக்கு எப்படிண்ணா பட்டாசுன்னா இப்போயும் வாங்குவீங்களா இந்த இயர் இது கரெக்டு தான் லாஸ்ட் டைம் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வர இருக்குது இத்தனை மணிக்கு தான் பட்டாசு வெடிக்கணும் அதனால் பொல்யூஷனு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வயசாக இந்த ஸ்மார்ட் எல்லாமே பயங்கரமாக அதிகமாகிடுச்சு சிலப்புகிறோம் அதனால் பப்ஜி கிப்ஜி போயிடுது வெளியில் வந்து இறங்கி விளாட்ணுன்ற அந்த அத்தை ஆட்டம் அவ்வளோ சோம்பியாட்டே வரும் அதனால் நிறைய வெடி பிள்ளை இதாகுது அதாவது வெடிக்கும்போது பாதிப்பாகுது பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க தீ விட்டு போகிறாங்க அது பயம் வேண்டாம் அந்த வெடி வேண்டாம் எதாவது மற்றா போச்சுக்கோ இல்லை சக்க சக்கரம் அந்த மாதிரி எதாவது பாருங்கன்னாலும் அப்பவும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் தேடுறாங்க சேஃபாக வெடிக்கணும் சேஃபாக வெடிக்கணும் அது அட முடிச்சு வாங்கணும் இப்போது இப்போ இங்கே வீட்டில் இல்லை நான் இங்கே தனியாக இருக்கேன் அதனால் எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சின்ன வயசில் பொறுத்தவரையும் அப்பா கூட போயிட்டு தேவையான பொருள்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்குவோம் அது தனி சந்தோஷம் அதுவும் தங்கச்சியெல்லாம் அடம் பிடிச்சி வாங்குவோம் இந்த மத்தாப்பூ சங்கு சக்கரம் நைட் டைமில் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தனி என்ஜாய்மெண்ட் கம்மியாக தான் ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோடு சேர்ந்து வெடி வெடித்தோம் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிக்கிறதில்ல அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் நான் அந்த சின்ன வயசுலருந்த என்ஜாய்மெண்ட் அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வராது எங்கள் ஏரியாலலாம் சொல்லவே தேவையில்ல பட்டாசு தான் என டைம் அந்த அஞ்சு மணி ஸ்டார்ட் ஆனால் போதும் பட்டாசு எடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் தேவையில்லாமல் எதுக்கு காசு ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு திங்க் இது வெடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது மொதல் ரேட் எதுங்க ரேட்டு எல்லா அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்க்கறவங்க மாதிரி என்ன இந்த வயசு போய் இது வெடிக்கிறானா அப்படின்னு சொல்வாங்க அதுக்கு அதுக்கு பாதிப்பாக விடிக்காமல் இருப்பாங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது உங்களுக்கு காசு இது போயிடுது எல்லாருக்கும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் தூர தூரமாக போயிடறாங்க இப்போ யாருமே வெளியே அந்தளவுக்கு பண்ணுறது இல்லை நமக்கு ஏன்னா இப்போ வர வர வந்து எல்லாத்தையுமே மலந்துட்டு போகிறாங்க பசங்கள் சின்ன பசங்கலாம் கிரௌண்ட்னால என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு இப்போ ஒன்றும் நல்ல பட்டாசு கூட செல்ஃபோனில் வந்து சவுண்ட் இந்த சவுண்ட் வச்சு அது சங்க சாக்கரோ அது உசுபான் அப்படி சொல்கிற மாதிரி வந்துடும் போல அப்படிலாம் வேணாம் எதாவது முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மா கூட வந்து அடிச்சா எல்லாம் ப்ராப்ளம்லாம் போகும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இம்போர்ட்டட் பட்டாசு தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதையே வாங்கி வாங்கி வெடிச்சிடுறாங்க ஸோ எல்லாருமே அது சைடு போயிடுறாங்க இப்போ நம்ம நாட்டு இப்போ சிவகாசி பட்டாசுலாம் யாருமே வாங்குறதே கிடையாது ஸோ அதை பற்றி யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி பிகாஸ் எல்லாமே இம்போர்டடாக வந்துருச்சு எல்லாமே அவனே கொண்டு வந்துட்டான் அப்புறம் எதுக்கு நம்ம இது பண்ணணும் அவன்தான் வாங்கி வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போகுது இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுனால் பட்டாசு வெடிக்கணும் ஆமாம் ஒரு பிரச்சனை வரை இருக்குது இந்த டைமுக்குள்ளே தான் வெடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் நானும் என் வந்து யார் ஃபஸ்ட்டு வெடிக்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடியே டே பை டே வெடிச்சுட்டே இருந்தோம் இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே ஒரு போட்டியாக இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆறு மணிக்கு தான் ஆரம்பிக்கணுன்னு நானுங்க ஆறு மணின்றது எட்டாச்சு டே ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நைட்டு இந்த டைம் தான் வெடிக்கணுமா பசங்களுக்கு அடப்போட இது வேறு இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய இது இனிமே அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவாவது பரவாயில்ல ப்ரோ வால்யூம் அதிகமாக இருக்கிற பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது ஒன்றே ஒன்று நம்ம சிவகாசி பட்டாசு இல்லைனா நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற பட்டாசுக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தோம்னா பட்டாசு வெடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸும் மேலே போய் வெடிக்கிறது தௌசண்ட் வாலாது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் குறைஞ்சிரும் ஆனால் குடும்பத்து மேல இருக்கிற கடமைகள் அதிகமாயிடும் வெடிக்க முடியலனாலும் அந்த பட்டாசு குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷப்பட முடியும் இந்தியன்